ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் போன சந்தனில் பார்த்தோங்க ஐயா அதாவது அதாவது அதாவது இப்போதைக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு அதாவது அவரோட முப்பதாவது வயசில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வயசு அப்போ வந்து ஒருத்தட்ட அந்த ஷிபிங் ஆனிட்ட அந்த சுழுமுனை தியானம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ வந்து அந்த தங்கணரை ஒளியை வந்து கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துருக்காரு இப்போது நீங்களும் தீட்சையை பற்றி சொல்ல மேலும் அதை கொண்டு பார்க்கலாம்ங்கய்யா இவ்வளோ இன்னும் இன்னொன்றும் கொண்டு பார்க்கணுங்கய்யா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தீ தீட்சை கொடுக்குறோம் உள்ளுக்கில் வந்து ஞானக்கன்று தெரியும் ஒளி தெரியும் இதெல்லாம் எப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப கூட நீங்க சொல்லிக்கிறீங்க அந்த ஒளி பொருந்திய புத்தி அப்படின்னு கூட சொன்னீங்க இந்த ஒளி இது நம்ம இந்த ஒலின் அவங்க வந்து உள்ளதா லைட்டு தெரியுது ஒளி தெரியுது இல்லையா அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க சொல்ற அந்த தீட்சையில இருந்து இன்னை வரைக்கும் எப்பவுமே ஒரு ஞானிக்குதான் தெரியும் அது என்ன விதமான என்ன உண்மையை உணர்ந்தாதான் வந்து பொய் ஒளி எல்லாம் விழுந்துரும் புத்தி வந்து எப்படி வந்து சினிமா தியேட்டர்ல ப்ரொஜெக்டருக்கு ப்ரொஜெக்டருக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல ஒரு பூத கண்ணாடி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பூத கண்ணாடி தான் புத்தி இல்லைங்களா இல்லாட்டி வந்து ஆக்சுவலா அந்த சிடிலயோ ஃபில்ம் ரோல்லயோ சின்னதா தான் இருக்கும் அதை வந்து அது மேக்னிஃபை பண்ணணும் அதனால தான் வந்து அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் பூதக்கண்ணாடி பூத கண்ணாடி போல் புத்தி வந்து ஒரு ஆன்மப்பொருளுக்கும் பிரபஞ்சத்தையும் ரெண்டுமா இணைக்குது எப்படின்னா வந்து ஆன்ம பொருள் அறிவு தனி அறிவு மையம் இந்த மாதிரி விழுந்து புரியுதா புத்தி மேலே இப்போ நான் சொன்னேன்ல பூதக்கண்ணாடின்னு சொன்னேன் சினிமா தேட்டரில் பின்னாடி ப்ரொஜெக்டர் இருக்குது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பின் பக்கம் மேலே அந்த அந்த இது இருக்கும் அங்கேயிருந்து இது அந்த ஒளி கற்றைகள் படமாக வரும் அந்த எங்கேயும் தெரியாது கரெக்டா நல்ல வெளுத்த ஸ்கிரீன் திடமாக நிற்கணும் இங்கே அடர்த்தியாக அந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் கதை கருவோடு நல்லா பார்க்க முடியும் இல்லைனாட்டி வெறும் வட்டார வெளியில அப்படி தூவிச்சுன்னு வச்சுங்க என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற அது மேலே விழுது இது மேலே அந்த பூத கண்ணாடி மேல விழுந்து பூத கண்ணாடி என்ன பண்ணது அப்படியே தத்ரூபமா உண்மையா காட்சிகளை ஒளி தூள ஒளி இது தூள ஒளி புரியுதா புத்தியும் ஜட சேர்க்கையினால ஆன்மா வந்து தூள ஒளியே கிடையாது சூக்கும ஒளியும் கிடையாது சூக்கும ஒளி புத்தி ஓகே ஓகேவா இந்த தூல பொருட்களோட சேர்ந்து நான் இப்ப அதை பார்க்கிறேன் இந்த மூக்கு கண்ணாடியை பார்க்கிறேன்னா மூக்கு கண்ணாடியினுடைய ஜட அம்சம் இருக்கு பார்த்தீங்களா அது என்னுடைய புத்தியில வியாபகமா இருக்கு ஜட ஒளியும் இது என்னுடைய புத்தியில இருக்கிற ஆன்மாவிலேந்து வர ஒரிஜினல் ஒளியும் ஒரு க்ஷணத்துல மிக்ஸ் ஆகி இதை தான் நான் பார்க்கறேன் என்ன தவிர ஆன்மாவை புரியுமா எனக்கு ஒளி கொடுப்பது எனக்கு தெரியவே தெரியாது இந்த பிரபஞ்சத்துல ஞானிய தவிர யாருக்குமே தெரியாது அப்ப அவங்க சொல்லி கொடுக்குறாங்க வேற புரியுதா அப்ப என்ன ஆகும் அவங்க புத்திபூர அடசல வந்து படித்தவைகள் கேட்டவைகள் பல விதமான இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு இந்த குருடர்கள் வந்து யானையை பார்த்த விதம் ஏன் ரமண மகிழ்ச்சி சொல்றேன் ஏன் புத்தர் பெறான அறுதிட்டு சொல்றேன் ஒரிக்கட்ட வார்த்தல்ல அப்படியே உள்ள பார்த்துட்டு இருக்கிறத பேசிக்கிட்டே இருப்பார் சொல்லுவார் பறவங்களுக்கு ரொம்ப சகஜமா சொல்லுவார் நம்ம சச்சங்களை என்ன பண்றோம் சும்மா எடுத்த உடனே என்னன்னா என்னன்னு எடுத்து கையில பிடிச்சு காமிக்கிறோம் டேபிள்ல பிரிச்சு போடுறோம் எப்படி ஒரு மெக்கானிக் நல்லா மெக்கானிக் வந்து வெறும் வண்டி சவுண்ட்லயே சொல்லிடுவாரு வண்டியில போயிருக்கு எல்லாமே சவுண்ட்ல சொல்றான் எக்ஸ்பர்டிஸ் அதே போல ஞானின்றவர் என்ன உள் என்ன அதுவாக உட்கார்ந்து இருக்கிறவர் இங்க என்ன கடமுடா மூணுலயும் வருதுன்றது அவர் சொல்லிடுவார் எடுத்த உடனே இதுல மனம் புத்தி அகந்தையில இதனால்தான் உலகமே நிக்குதுன்னு அவருக்கு தெரியுமே இல்லாட்டி உலகம்னு ஒரு பொருள் இல்லையே கனவு நெனவு நிலைகள்ல தானே கவலகம் தூக்கத்துல எங்க கவலகம் ஸோ அடியோடு இல்லை இல்லை அந்த அஞ்சு வருஷம் பகவத் வச்சனாமிரதமும் எடுத்து பாருங்க ஒரு அடிச்சு தாக்குவார் எல்லாரையும் புரியுதுங்களா எல்லாம் பிரமிச்சு தான் நிற்பாங்க ஆனாலும் என்ன ஆகும் அவங்க புத்தி மூலமா புத்தி மூலமா பாக்குறதுனால இப்படி போயிடுது ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு தூ தூல தூல பொருட்கள் புத்தியில் குறிப்பிட்ட ஃபைலாக நான் மூலமாக நான் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே போய் வேகமாக ஜாயின் ஆகுது இந்த பொருளை பார்த்து அபிப்பிராயி அபிப்பிராயம் வைக்குது இந்த கண்ணாடி இருந்தால் எனக்கு இதுவாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல நான் பாவம் அது அது ஆக்சுவலாக ஆன்ம ஒளி அது வந்து பிரிபடலைன்னா அது ஆன்ம ஒளி ஆன்ம ஒளி இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் இதுன்னு நினைக்கும் பொழுது இந்த கண்ணாடி எனக்கு பிடிக்கணும் பிடிக்காம போகணும் கரெக்டாக அவங்களுக்கு ஏத்தா மாதிரியான அவரும் வச்சிட்டு இருக்காரு புரியுதா அவரும் ஞானம் சொல்லி கொடுக்கல இவர் ஏதோ மேன்மையை தேடி போறாரு வாழ்க்கையில அப்ப என்ன இது பண்ணி இருந்தாரோ எனக்கு இந்த ஞானியை பார்த்தா இவர்கிட்டயும் ஒரு தீட்ச வேண்டா என் வாழ்க்கை இன்னும் மேன்மையடையும் ஸோ இன்னும் மேன்மையடையும் என் வாழ்க்கை அப்படின்னா நான் தூல தூல உணர்ச்சிகள் புரியுதா இவர் போகிறதுக்கும் புத்தி தான் காரணம் புத்தில பதிந்தூல வாசனைகள் சுட்டறிவு பதிவுகளாக நான் என்னை என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அந்த தர்ம சங்கடங்கள் இல்லைன்னா அந்த ஞானிய கூட ஒரு பார்த்துருக்க மாட்டார்ல இங்க வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி வரைக்கும் அவரை நகர்த்தையும் வந்திருக்காதுல்ல எல்லாமே மொத்தமா நகத்துவது என்ன இந்த தூளை பதிவுகளா இருக்கிற புத்தியில பதிஞ்சிருக்கிற அந்த வாசனை திரட்சிகள் தான் வந்து இப்படி வந்துகிட்டு உருண்டு உருண்டு வருது இது எல்லாமுமே சங்கடங்கள் தானே இது எல்லாம் ஏன்னா விழிப்பு ஒரு நிலை இல்லை ஆன்மபொருள்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமார பிரபஞ்சம் இல்லை அது தனி புத்தியினால் மனமாக விரிக்கப்பட்டு உலகமாக காட்சியாக தெரிகிறது உலகம் சத்தியமாக தெரிகிறது உலகம் ஏன் சட்சியமாக தெரிகிதுன்னா என்னுடைய நான் உணர்ச்சி வந்து அங்கதான் எனக்கு மேன்மை இருக்கு நாளைக்கு தான் என்னுடைய மேன்மை இருக்கு இன்னைக்கு நான் தர்ம சங்கடம் இன்னைக்கு நான் பயம் இன்னைக்கு நான் குழப்பம் இன்னைக்கு வந்து உறவுகள் சரியில்லை புரிய இருக்கு <laughs> <laughs> அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அன்றைய தேதிக்கு அவர் தீட்சை வாங்கும் போது ஏதேதோ குழப்பம் வாழ்க்கையை பத்தி அச்சம் முப்பது வயசு இளைஞனா இருந்திருப்பார் அவர் கரெக்டா அப்போ என்ன ஆயிரத்தி இப்ப அறுபத்தஞ்சு வயசுன்றாரு சோ அப்படி இருந்து அந்த சமயத்துல வேற ஏதோ மனோநிலைகள் தானே சோ இந்த மனோநிலைகள் எங்கிருந்து வருகின்றன யாருக்கு வருகின்றன உடம்புலேருந்து உலகத்துல அந்த நிலைகளுக்கு காரணமா இருக்கிற உறவுகள்லேந்து பணத்தினுடைய பணமின்மையிலேருந்து ஆரோக்கியமின்மையிலேருந்து காலத்தை பத்தி அச்சத்திலேருந்து நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி இருப்பேனோ இதுல நான் நல்லதை அடையணும்னு இவர் நினைக்கவும் இந்த மாதிரி அவரை இந்த சங்கடங்களும் இந்த அதைரியங்களும் இந்த பயன்களும் இந்த உறவுகள் சரியில்லாமையும் இந்த உலகம் சரியில்லாமையும் அதுதானே இவருடைய மொத்த மனமா இருந்திருக்கு ஆமாங்க கோடி மக்களுக்கு அதுல வந்து உணராதவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இன்டர்பிரேஷன்ஸ் தான் இருக்கும் அவங்களுடைய கருத்து கணிப்புகளா இருக்கும் உள்ள ஆன்ம பொருளை பத்தி ஆன்ம பொருள் ஒண்ணு இருக்கவே இருக்காது இவங்களே நல்லது கெட்டதுக்குள்ள உச்சம் நல்லது வரவருக்கு ஏத்த நல்லது வரவருக்கு ஏத்த துன்பம் தவிர்க்கிற ஐடியா வரவருக்கு ஏத்த கஷ்டம் தவிர்க்கிற ஐடியா வரவருக்கு ஏத்த ஆரோக்கிய மின்மையை தவிர்க்கிற ஐடியா இப்படின்னுட்டு இதுக்குள்ளதான் ஆன்மீகமே கூட இருக்கும் இப்ப வந்து என்னுடைய எழுந்துக்கிறதுல இருந்தே கரெக்டா அப்படி நான் எழுந்துக்கும் போது என் ஒய்ஃப் சண்டை போடுறா இல்லாட்டி என் குடும்பத்துல யாரும் சண்டை போடுறாங்க கணவன் சண்டை போடுறார் மனைவி சண்டை போடுறா அம்மா சண்டை போடுறா இல்லாட்டி வெளி உலகம் சண்டை போடுது என்னன்னோ கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ இந்த கம்பி இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தான் நானும் புத்தியில் தேடிட்டு இருக்கேன் கரெக்டா இப்போ இவங்களும் சண்டை போடுறாங்க இப்ப வந்து இன்னும் நெருக்கடி தான் ஆகும் நெருக்கடி மத்தம் ஆகாது இதுக்குள்ளதை விட தேடுவோம் நான் என்ன தேடுவேன் சண்டை போடாத ஒரு சூழ்நிலையே என் ஒய்ஃபுக்கு என் ஒய்ஃப் வந்து எங்கூட சண்டை போடக்கூடாது என் கணவன் வந்து எங்கூட சண்டை போடக்கூடாது என்னுடைய குடும்பம் என்னோட சண்டை போடக்கூடாது வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எனக்கு அன்பாகவும் இதுவாகவும் செலுத்தணும் அப்படின்னா என்ன இங்க இல்ல ஆனா இதுக்குள்ளேயே அதே மனிதர்கள் கிட்ட அதே சமூகத்து கிட்ட இதை தவிர விழிப்பு நிலையம் ஒன்னும் இல்லை இங்கதான் நான் தேடுறேன் சொல்யூஷனை அப்படின்னா என்ன ஆப்ஜெக்டிவாவே தேடிக்கிட்டு இருக்கேன் ஆன்மீகத்தையும் ஆன்மீகம் எப்படி ஆப்ஜெக்டிவா இருக்க முடியும் அதுதான் ஆழ்ந்த உறக்கமாச்சே திருப்பி ஆழ்ந்த உறக்கம்னு ஞானியர்கள் சொல்றாங்க இங்க வந்து உலகம் சத்தியம் ஒரு பூத கண்ணாடி போன்றதுதான் புத்தி திருப்பி அந்த புத்தி மண்டக்குள்ள கிடையாது உங்ககிட்ட கிடையாது அது சிக்னல் டவர் மாதிரி வந்துட்டு போகுது நீங்க எழுந்துக்கும் போதுதான் உங்களுடைய பிரார்ப்பு மேட்ச் ஆகுது நேத்திகாம எப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னு காத்தாலேயே எழுந்து தூக்கத்தோட எழுந்துக்கிறீங்க அங்க லிங்க் ஆகும்பொழுதான் நீங்களும் வரீங்க சி ஒரு சேர எழுந்துக்குதுங்க இங்கிருந்து தூக்கத்திலிருந்து அப்படின்னா தூக்கம் என்ன தூக்கத்துல கனவு நிலையும் இல்லை அதாவது தூக்கத்துல கனவு வரலாம் வராம இருக்கலாம் நான் நல்ல ஆழ்ந்த உறக்க உறக்க நிலையை சொல்றேன் அப்ப வந்து கனவு கொண்ட ஒரு வாழ்க்கை கிடையாது நனவு கொண்ட வாழ்க்கையும் கிடையாது அப்படின்னா அது என்ன நிலை பரிபூர்ண நிலை தானே அதுல இருந்து இது ஏன் வரணும் ஏன் வரணும்னா நீங்க புத்தி கொண்ட அருகதை கொண்ட ஒருவனாக துன்பத்தையும் கொண்டாடுறீங்க இன்பத்தையும் கொண்டாடுறீங்க துன்பத்தை கொண்டாடும் போதும் மேன்மைக்கோசரம் ஞானிக்கிட்ட போறீங்க ஞானின்னு ஒரு வருஷம் ஏதோ சொல்ல போறாரு அதனால நானும் இப்படி ஆக போறேன்னு நீங்கள் போறீங்க அப்புறம் மற்றவங்களுக்கும் நீங்கள் போதிக்க ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் போதிக்கிறாங்க கரெக்டா இங்கே பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேருந்து எல்லாரும் எல்லாம் ஒரே அட்வைஸ் இருந்துகிட்டே இருக்கும் பட்டு எல்லாமுமே என்ன அப்படி அப்படியே ஸ்டேக்கடு ஃபைல்ஸ் புரியுதுங்களா அந்த உணர்ச்சி வந்தோட ஒரு ஊதுவத்தி அது இதெல்லாம் ஏத்தி வச்சு அப்படியே போட்டு மகோன்னதமா வச்சு நிறைய வாலன்டீர்ஸ் எல்லாம் வேற நீக்க வச்சு புரியுதுங்களா அவர் கொடுக்க போறது என்ன ஏதான யோகா கொடுக்க போறாரு அவரு இதே மாதிரி தீட்சைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு புத்தி எப்படி பாரு அப்படி பாருப்பாருமாக்கள் போடுறேன் அதுல இருந்து புரிஞ்சுப்பீங்க நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம் என்ன பாட்டு பார்த்தோம் மனத்தின் ஒரு உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை மார்க்கம் நேராக இது ஊந்திப்பற அப்படின்னு பார்த்தோம் இப்ப வந்து இந்த இன்பினிட்டி தான் உலகம்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளதான் என்னுடைய ஸ்தூல உடலும் எழுந்துக்கணும் அந்த ஸ்தூல உடல கூட நான் சொல்றேன் ஒரு டவர் மாதிரி இருக்கு பண்றேன் ஒரு சிக்னல் டவர் மாதிரி இருக்கு பண்றேன் நான் எழுந்து அது விழிப்பு நிலையில நான் எழுந்துக்கும் போதோ இல்லாட்டி கனவுக்கு ஆட்படும் போதோ இது வந்து சிக்னல்ஸை பண்ணது அனுப்புதுன்றும் நடக்குது இதுல இருந்து வெளியும் இதுக்கு உள்ளேயும் வருது சிக்னல்ஸ் இதுதான் என்னுடைய அந்த சமயத்துல தான் நான் நானுன்றதே இருக்கு to to receive, and to send. That is, to receive to react இக்கான் இது எப்ப சிக்னல் ஆன் ஆறுதோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆன்மபொருள் இல்லை எப்படி இருப்பார் அவர் முழுமையான அந்த பொருளாக தானே இருக்கணும் இதெல்லாம் கடந்து இருக்கணுமா இல்லையா அந்த சிக்னல் ரிசீவிங் சென்டிங் இதெல்லாம் ஸோ இந்த இன்ஃபினிட்டி நான் வந்து ஒரே ஒரு மனிதனை பற்றி சொன்னேன் ஒரு புல்லும் அது ஒரு அணு அது ஒரு மானும் அது ஒரு யானையும் அது ஒரு பசுவும் அது உணர்ச்சிகள் வரும் எமிட் பண்ணும் வெளிப்படுத்தும் உள்ளேந்து உணர்ச்சிகள் வரும் வெளிப்படுத்தும் உலகத்தை பார்த்து அதுக்கே ஃபிக்சட் உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் பண்ணும் புரியுதா தே ஒரு மாடு சாப்பிடாது தேவையுள்ளதை சாப்பிடும் அது எல்லாமே உணர்ச்சிகளா இல்லையா உணர்ச்சிகள் ஹார்ட் டிஸ்களுக்கு என்ன வந்து என்ன பார்த்து அதுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து பேட் சிக்னல் நான் ஐடென்டிஃபை பண்ணி இருக்குறான் அப்புறம் அந்த உடலே வந்து தூக்கத்துல இல்ல இப்ப இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொண்ட உலகமாகவும் எழுந்துக்குது ஒரு இதுதானுங்க மனம் இதுதானுங்க சோ ஒரு சேர வந்து குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி அதை மெய்ப்பித்தலே நமது அனுபவங்களாக புரியுதா துக்கத்தை துக்கம்னு இன்னும் பண்றோம் புரியுதுங்களா சந்தோஷத்தை இன்னும் சந்தோஷம் அனுபவிச்ச மாதிரி நினைக்கிறோம் ரெண்டுமே இல்லை பண்டமெண்டலா இல்லை இப்ப இவர் என்ன சொல்றாரு இப்ப வந்து நான் வீட்டுக்கே தலைவலி எனக்கே என்னமோ சங்கடமான ஆஃபீஸ்ல அலுவலகத்துல சங்கடத்தை பற்றி நான் நெச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் உறவுகளும் என்னோட சண்டை போடுறாங்க சரி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஊடகங்களால தான் பிரச்சனைன்றதை வந்து இந்த இது நாள் வரைக்கும் ஆன்மீகம் அறிவிக்கலை இவர் அறிவிச்சார் எடுப்பார் இல்லை போயிடுச்சு புரியுதுங்களா இப்போ ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால மீடியாலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வகையில் ஏதோ ஒரு யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் அதுல உங்களோட உதவிகளே இருக்கு எதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி மனமும் உலகமும் இரண்டு இல்லை என்ன சொல்றாரு எனக்கே தலைவலி எனக்கே பல விதமான ஆஃபீஸ் வேலை வேலை சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் அதில் வீட்டில் இருக்கிறவங்களும் சுயநலத்தினால அவங்க அப்படித்தானே இருப்பாங்க அவங்க அப்படி இல்லைன்னா தானே ஆச்சரியம் அப்புறம் இந்த மாதிரியான குழப்பங்களோ இதுவோ இல்லைன்னா ஒரு தனி மனிதனும் ஆன்மீகம் தேட மாட்டேன்றானே நான் உடனே கேட்குறேங்க தலைவலி இல்லை அன்னைக்கு இவர் அந்த கேள்வி கேட்கறேன் இன்றைக்கி தலைவலி இல்லை அன்பும் குடும்பம் ஓகேவா ஆபீஸ்ல போனாலும் இவரு அப்படி அங்கீகாரம் இவ இவருக்கு இதுக்கு சும்மா இரு சொல்ல தியானம் கூட இதுக்கு ஸோ ஆன்மீகம் எதோட ஒப்பிடப்படுகிறது திருப்பி அவசரம் கரெக்டா அதுவும் என்ன விழிப்புணையில காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோமோ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா அது ஆன்மீகம் கொடுக்குமா அப்படின்ற அளவுக்கு தானே இன்னைக்கு சமுதாயம் தேடிக்கிட்டு இருக்கு அதுக்கேத்தான சொல்லி கொடுக்கறவங்கள இருக்காங்க ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஆசிரமும் உங்களை கூப்பிடுது ஒரு இருபதாயிரம் ரூபா கூடுது ஐம்பதாயிரம் ரூபா கூடுது நீங்க ஆப்ஜெக்டிவா தேடுறதுனால வச்சுதான் வெளியில அந்த கேள்வி எப்படி கேட்க முடியும் என்னுடைய பெண்டாட்டியினுடைய இந்த சண்டை போடும் கூட அவாய்ட் பண்றதுக்கு அவ அடிச்சா கூட அதை அடிய வாங்கிக்கிட்டு எனக்கு வலிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுக்கு ஆன்பிக் பண்ணுமா கரெக்டா என் பாசு வந்து அடிக்கடி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொன்னா கூட அந்த பயமே எனக்கு ஏற்படாத பண்ண முடியுமா இருக்கு அந்த அப்படி அடி நீட்டே ஆகக்கூடாது அதுக்குதான் எனக்கு ஆன்மீகம் வேணுன்றம் வேணான் சாய்ஸ்ஃபுல்லா விழிப்பு நிலை நீ ஏதோ ஒரு அதிகாரி மாதிரியும் எல்லாமுமே மிஸ்கன்செப்ஷன்ஸா இல்லையா தவறுதலான புரிதல்களா இல்லையா அடிப்படையில தனி இருப்பே இங்க இல்ல எல்லாம் சேர்ந்து உலகத்தோட சேர்ந்து பதிந்த வாசனைகள் என்ன வந்து ஒரு ஏரியால ஒரு குடும்பத்துல ஒரு உறவுக்கு நடுவுல கணவனாகவோ ந நண்பனாகவோ அண்ணனாகவோ அந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகவோ அப்படியேக்டிவா ஒரு எழும்ப வைக்குது அவங்க கிட்டே மாறுதா இல்லையா அறிவுல தெரிவு தானே மொத்த அறிவு புத்தியிலிருந்து ஃபில்ம் ரோலுக்கும் ப்ரொஜெக்டருக்கும் நடுவில் இருக்கிற பூத கண்ணாடி மூலமா தான் நீங்கள் உலகமே வருது அதுக்கு நான் தானே காரணம் அந்த பூத கண்ணாடி தானே நானு இந்த நான் நானு நீ அருகதை ஆக்கிட்டேன்னா கிடைக்க போற விடையெல்லாம் கூட நீ அரு செட் பண்ணிட்டேன் தானே அர்த்தம் கரெக்டா நீ ஒரு குரு கிட்டக்கு போனா கூட எனக்கு அந்த தீட்சை கொடுங்க எனக்கு இந்த தீட்சை வேண்டாம் நீயே சொல்லுவல அப்படியா இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு வரவர் அது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க அதை எடுத்து அப்படி கொடுத்துட முடியாது அதுக்கு இன்னும் ஒரு நர மணி நேரம் நான் பவர்ஃபுல்லா உள்ள போயிட்டு வரணும் எங்கேயும் அதுக்கு தனியாக ஒதுங்கி உள்ளவாங்க மொத்த சச்சங்கன்னா இங்க இந்த மாதிரிலாம் ஆன்மீகமே இல்லை இந்த மாதிரி மர்மங்களே இல்லை இப்ப நடக்கிற ஆன்மீகம் என்னங்க புது சச்சங்கன்னா அப்படியே யூடியூப்லாம் போடுவாங்க அதுல விட்டு பிட்டா அப்புறம் ப்ரைவேட்டா அவங்க கொடுக்குற திட்சுல்லாம் பணம் வசூலிக்கப்பட்டு உள் ரூமுக்கு வரவழிக்கப்பட்டு ஏதோ ஒரு படத்துல காவடியே இப்படி வருது உங்களுக்கு ஸ்பெஷலா விடுமா அந்த ரூமுக்கு போக வருவா போட்டு அந்த மாதிரி புத்தி கொண்டு போய் கடகு வச்சிருக்கீங்க காமன் சென்ஸ் இருக்க வேண்டாம் பெரிய பொருளை தேடும் போது சரி பெரிய பொருளை கூட தேடல இது எப்படிப்பா அவர் எனக்கு கொடுக்க முடியும் என் பொண்டாட்டிய சண்டை போடாம இருக்கிறது அவர் எப்படி பண்ண முடியும் அந்த சண்டை போடுற தன்மையை தப்பு விதைச்சிருக்கிற அவ சண்டை போட்டாதான் என்ன என்ன அவ்வளவு இருக்க மாட்டா அந்த மாதிரிமே எல்லாமுமே பிரதிபலிப்புகள் மாதிரி புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிளெக்ட் ஆகி ஒவ்வொரு அனுச்சரமும் போயிட்டு இருக்கு இது வந்து தூக்கத்து மூலமா நம்ம உணர்றோம் என்னைக்கும் இந்த உடம்பு போயிட்டு இருக்கு அப்ப இந்த பதிவுகள் எப்படி என வீரியங்கள் கொண்ட நாட்டங்கள் தானே அது எப்படி வராம இருக்கும் அதுக்கு தெரியாதா இப்படி ராத்திரி பூரா 6 மணி நேரம் 8 எட்டு மணி நேரம் உங்குறியோ அதுல கவலைகளை மத்தனும் தனியா வச்சு சேம்பருக்குள்ள வச்சு கதையில எழுந்து அடிவாக்குப்பா கிளம்பா அப்படின்னு தனியா விடும் வேற ஒரு பாலியில ஒன்ன புறக்க வச்சு ஒரு நாலு வயசுலேருந்து இதே பிடிவாதம் ஆகாத்தியம் கோபம் தாபம் அட்டகாசம் டாமினேஷன் எல்லாத்தையும் அவங்க வரவழைக்காதே மாதிரி உள்ளுக்குள்ள ஓல்டு ஒயின் இனி நியூ பாட்டல்வாங்க அதே சரக்கு புது பாட்டில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு விஷய சர்க்கிளா போய்கிட்டே இருக்கு நம்ம தான் உஷார்படுத்திக்கணும் அடுத்ததுல தொடருவோமா கண்டிப்பாங்க ஓகே